நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அவர்களுக்கு அவங்க மொழியினால ஏதாவது பெருமை கிடைச்சிச்சான்னு பார்த்தா கிடையாது ஆனால் ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் அவங்க செல்ற இடத்துல எல்லாம் அவங்க மொழியை உயர்த்தி பிடிக்கிறதுனால அவர்கள் மூலமாக அந்த மொழிக்கு பெருமை கிடைச்சிருக்கு இன்னும் ஹிந்தி பேசுகிற மக்கள் இருக்காங்க அவங்களும் அவங்க மொழி பற்றி பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இந்தியை தூக்கிட்டு போகிறதுனால ஹிந்திக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு பெரிய உலக அறிமுகமும் பெருமையும் கிடைச்சிருக்கு இதற்கெல்லாம் தமிழ் மொழியை பொறுத்தவரை தமிழ் மொழியை தமிழர்கள் தூக்கி பிடிச்சதுனால தமிழுக்கு ஒன்றும் பெருமை கிடைச்சிடல ஆனால் அதே சமயம் தமிழ் மொழி பே தமிழர்கள் உலக அரங்கிலை பெற்றிருக்காங்க ஆட்சி மொழியாக இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி அந்த மொழியை பேசக்கூடிய மக்கள் பெருமை நமக்கு இருக்கு இந்த மாதிரி சிறப்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் நமக்கு பெருமை கிடைச்சிருக்கு என்ன திருப்பி செஞ்சோம் ஒண்ணுமே பெருசா செய்யல அப்படிங்கிறது வருத்திற்கு உண்மையா இருக்கு சரி நம்ம தான் பெருமைப்படுத்துறதுக்கோ பெருசா செய்யல இந்த மொழிக்கு ஒரு அவமரியாதைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போகின்ற பொழுது அதை பத்தி பார்த்து அதற்கு எதிராக குரல் கொடுத்து போராடவாது இந்த இனம் செய்தா பார்க்க போனா பல இடங்கள்ல அப்படி செய்யப்படுறதில்லை அப்படிங்கறது வருத்தத்திற்குரிய உண்மை இதில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு ஆங்கிலத்தில் அதிகம் புழங்கும் சொற்கள் ஒண்ணா இருக்கு கேஷ்கிற சொல் இன்னைக்கு ஆங்கில சொல்லாகவே மாறிட்டாலும் அதோடய சொல்லுடைய மூலச்சொல் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் இல்லை உதாரணமாக பறவை அப்படிங்கிறது தமிழ் சொல் மூலச்சொல் வந்து பற பறத்தல் அப்படிங்கிற ஒரு சொல் இப்போ பறன்ற சொல் இருக்கப்போ தான் பறவைன்ற சொல் அதுலேருந்து வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதே மாதிரி கேஷின்ற சொல் ஆங்கிலத்தில் இருக்குன்னா அது எந்த சொல்லேருந்து வந்துச்சு அப்படின்ற மூலச்சொல் ஆங்கிலத்தில் இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு சொல் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டதே கிடையாது அப்படிங்கிற நிலைமையில் இந்த கேஷின்ற சொல் ஆங்கில மொழிக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னு மொழி ஆய்வாளர்கள் ஒரு பெரிய ஆய்வு பண்ணாங்க இப்போது பொதுவாக ஆங்கிலத்தில் புழங்கக்கூடிய பெரும்பாலான சொற்கள் வந்து லத்தீன் ஃப்ரெஞ்சு ஆகிய மொழிகள்லேருந்து வந்த சொற்கள் தான் அதை அடிப்படையாக வச்சு அவங்க பார்க்குறப்போ ஃப்ரெஞ்சு மொழியில் கைசே அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்தது இதோடய அர்த்தம் பணப்பெட்டி அதாவது மணி பாக்ஸ் இந்த சொல் ஃப்ரான்ஸ் நாட்டோட சில பகுதிகளில் கிபி பதினான்காம் நூற்றாண்டு முதல் கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் பிழங்கியிருக்கு பதினான்காம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த கைசேன்ற வார்த்தை ஃப்ரெஞ்சு மொழியிலையும் இல்லை சரி இந்த வார்த்தை ஃப்ரெஞ்சு மொழிக்கு முதல்ல எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்க்குறப்போ லத்தீன் மொழியோட ஆரம்ப கால வடிவத்தில் காசா அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தது இந்த காசான்ற வார்த்தை பெட்டி அதாவது பாக்ஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தது இதை வச்சு முதல்ல காசாங்கிற வார்த்தை லத்தீன்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு போய் அது வந்து கைசேன்னு மாறிச்சு அதுலேருந்து அது ஆங்கிலத்துக்கு வந்து கேஷுன்னு மாறுச்சு அப்படின்னு மொழி ஆர்வலர்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்து கேஷின்ற சொல்லுடைய வேர் சொல் உருவானது அப்படின்னு அவங்க ஒரு வரையறையை எழுதுகிறாங்க இதில் என்ன சிக்கல்னால் இந்த வார்த்தைகள் வந்து ஃப்ரான்ஸ்லையும் இத்தாலியிலையும் மக்கள்கிட்டக்கு ரொம்ப சரளமாக புழங்கின வார்த்தை கிடையாது இதனால் அந்த மொழி பேசுகிற மக்கள்கிட்டக்கே பிரபலமாக புழங்காத ஒரு வார்த்தை பிற மொழி பேசுகிற மக்கள் கிட்டக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மொழிக்கு போச்சு அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியலை ஆனாலும் இந்த வரையறை தான் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரையறையாக இருக்கு பிறகு சில மொழியியல் ஆய்வாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆங்கிலேயர்கள் ஆசிய கண்டத்துக்குள்ளே நுழைஞ்ச பின்னாடி தான் இந்த வாரத்தை வந்து ஆங்கிலத்துக்கு வந்திருக்கு அதனால இது ஒரு ஆசிய மொழி இருக்கலாம் அப்படிங்கிற கருத்தை முன் வச்சாங்க இப்போது நாடுகள் ஆசிய நாடுகளை பற்றி எது கேட்டாலும் அது என்னோட தான் அப்படின்னு முதல்ல சொல்கிற பழக்கம் வந்து சீனாவுக்கு எப்பயுமே இருக்குது அதனால் சீனாவும் போய்ட்டு கேஷுங்கிறது எங்கள் மொழி சொல் முதல்ல உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிச்சு சரி உங்களுடைய மொழி சொல்னால் வந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ சீன மொழியிலேயும் கேஷ் என்பதற்கு இணையான ஒரு சொல் இருந்தது ஆனால் என்ன சிக்கல்னால் அந்த சொல் வந்து நாணயத்தையோ பணத்தாலேயோ அல்லது பணப்பெட்டியோ குறிக்கக்கூடிய சொல் கிடையாது நாணயங்களை பாதுகாக்கிறதுக்கு அத சுத்தில சுத்திக்கப்பட்ட ஒரு காகிதம் இருக்கு இல்லையா அந்த காகிதத்துக்கு சீன மொழியில காசு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரு இருந்தது இந்த வார்த்தையை வச்சுதான் சீனா வந்து கேஷுங்கிற சொல் வந்து இந்த வார்த்தையிலம்தான் போச்சு அப்படின்னு உரிமை கொண்டாடுச்சு சீன நாணயங்கள்லயும் கூட கேஷுங்கிற வார்த்தை காணப்படுது ஆனா இது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டுக்கு பின்னாடி வந்த நாணயங்கள் தான் முதன் முதலா காணப்படுது இதுல மொழிக்கு கேஷுங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில இருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர சீன மொழி தான் ஆங்கிலத்துக்கு கேஷின்ற வார்த்தையை தந்தது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஏன்னா இவங்க கிட்ட ஏற்கனவே அப்படி ஒரு வார்த்தை இருக்குன்னா அவங்க ஆங்கிலத்தை பார்த்து கேஷ்ன்னு எழுதணும் அதுவும் ஆங்கில மொழியிலேயே எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இதெல்லாம் நடந்த பின்னாடிதான் ஆய்வாளர்கள் இந்தியாவுக்கே வர்றாங்க இந்தியாவுக்கு வர்றப்போ இந்தியான்றது எப்பயுமே இந்த நாணயவியல் தொல்லியல் துறையை பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவை சேர்ந்தவங்க தான் முன்னிறுத்தப்படுவாங்க அந்த அடிப்படையில வட இந்திய ஆய்வாளர்கள் போனப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா கார்ஷ் பணம் அப்படின்னு ஒரு நாணயம் வந்து வட இந்தியாவில் புழக்கத்துல இருந்தது இந்த கார்ஷ் பணம்ங்கிற நாணயத்துடைய வார்த்தையில இருந்து தான் கேஷுங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஆனால் கார்ஷ் பணம் கேஷா மாறுச்சு எப்போ அந்த மாறுதல் நடைபெற்றது அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவங்க கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை இதுதான் நிலைமையா இருக்கு ஆனால் இதுவரைக்கும் பார்த்த எல்லாருமே லத்தீன்ல சொல்லப்பட்டதும் சரி பிரெஞ்சுல சொல்லப்பட்டதும் சரி சீன மொழியில சொல்லப்பட்டதும் சரி வட இந்திய ஆய்வாளர்கள் சொன்னதும் சரி எல்லாமே தப்பு எது சரி அப்படின்னு பார்க்க கேஷ் அப்படிங்கிற சொல் தமிழ் சொல்லான காசு என்ற சொல்லிருந்து தான் ஆங்கிலத்துக்கு போனது இதுக்கு ஒரு ஆதாரமாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆதாரம் இல்லை பத்திற்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் இருக்குது அதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல காசு அப்படிங்கிற சொல்ல பற்றியும் பார்த்துருவோம் இப்போது நமக்கு கிடச்சிருக்க இலக்கியங்களில் மிக மூத்த இலக்கியங்களாகும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே பழமைமிக்க இலக்கியங்களாகவும் இருக்கக்கூடிய சங்ககால இலக்கியங்களில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் காசு அப்படிங்கிற சொல் வந்து காணப்படுது உதாரணமாக சில இடங்களை மட்டும் பார்ப்போம் திருமுருகாற்றுப்படையில் ஒரு பாடலில் பல்காசு நிறைத்த சில் கால் வார்த்தை காணப்படுது நற்றினையில் கால் பெயல் அல்குல் வருது ஐங்குறுநூறில் பொலம் பசும் பாண்டில் காசு நிறை அல்குள் அப்படின்னு வருது களித்தொகையில உடுத்தவை கைவினை புலிந்த காசமை புலம் காழ்மேல் அப்படிங்கிற இடம் வருது இப்படி பல இடங்கள்ல சங்க இலக்கியத்துல காசு அப்படிங்கிற சொல் காணப்படுது பிற்காலத்துல காசுன்ற சொல் நாணயங்களை குறிக்க பயன்படுத்தப்பட்டாலும் சங்க காலத்துல அது அணிகலன்கள்ல கோர்க்கப்பட்ட மணிகளை குறிக்க தான் பயன்படுத்தப்பட்டது அதாவது இந்த பாட்டோட வரியோடைய அர்த்தத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசுன்றது வந்து பெண்களுடைய இடுப்பில் அணிகிற அணிகலனையும் குழந்தைங்க காலில் அணிகிற அணிகலன்களையும் கோர்க்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு காட்சியை தான் அவங்க முன்வைக்கிறாங்க குறுந்தொகையில் ஒரு இடம் வருது அதில் காசுன்றது எப்படி இருக்குது அப்படின்னு விரிவாக சொல்கிறாங்க அது எப்படி இருக்குன்னா ஒரு புது நூல் நுழைக்கப்பட்ட பொற்காசானது பார்ப்பதற்கு வேப்பம் பழத்தை கிளி கொத்தி இருந்ததை போல் இருந்தது அப்படின்னு இருக்குது இப்படி சங்க இலக்கியங்களில் காசு பற்றி வரக்கூடிய அதாவது காசு எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த வடிவமைப்பு பற்றி பேசக்கூடிய இடங்களில் காசுக்கு ஓமையாக வேப்பம்பழம் உகாப்பழம் நெல்லிக்கனி குமிழம்பழம் கொன்றைப்பூட மொட்டு இதைத்தான் வந்து உதாரணமாக காட்டுறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ நமக்கு வந்து அன்னைக்கு காசுன்றது வந்து உருளை வடிவமாக அதாவது கோல வடிவத்தில் அதுவும் நடுவில் தொலையோடு இருந்தது அப்படின்றது நமக்கு புரிய வருது இந்த காசுகள் வந்து உலோகத்தாலான காசுகள் இது இல்லாம பளிங்குல கூட காசு இருந்ததுக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு அகனானூர்ல இருக்கு அகனானூர்ல ஒரு இடத்துல வளிங்கின் தொலை காசு அடுப்ப அப்படின்னு இருக்கு அதாவது ஒரு ஒரு பளிங்கு உருளைக்குள்ள துளை போட்டு இருக்கக்கூடிய வடிவத்தையும் காசுன்னு தான் சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தத்துல சங்க காலத்துல காசுன்ற சொல் வந்து மணிகளை தான் முதல்ல குடிச்சிருக்குன்றது நமக்கு நல்லா தெரிய வருது சரி அப்போ உருண்டையாக இருந்த மணிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த காசுன்ற சொல் எப்போ தட்டையான நாணயங்களை குறிக்க பயன்படுத்தக்கூடிய சொல்லாக மாறிச்சு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தமிழர்கள் ரோமானியர்கள் கூட வாணிபம் செய்ய ஆரம்பிக்கிறப்போ ரோமானியர்களுடைய தங்க காசு தமிழகத்தில் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்போ தமிழக மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரோமானியர் தங்க நாணயங்களை தங்களுடைய ஆபரணங்களில் கோர்த்து அணிய ஆரம்பிக்கிறாங்க அதாவது முன்னாடி எப்படி தங்கத்தாலாம் நான் மணிகள்லாம் கோர்க்கப்பட்டிருந்ததோ அதே மாதிரி பின்னாடி இந்த ரோமானிய நாணயங்கள் வந்து கோர்க்கப்படுது முன்னாடி இந்த மணியை குறிக்கிறதுக்கு இருந்த காசுன்ற சொல் அந்த மணியோடய இடத்துக்கு புதுசாக வந்த ரோமானியர்களுடைய நாணயங்களுக்கும் ஆகு பெயராக அப்படியே மாறி தொடருது பின் வந்த காலங்களில் இந்த காசுன்ற சொல்லுக்கு வந்து ஒரு உருளை வடிவே மணியை குறிக்கக்கூடிய அர்த்தம் இருந்தது அப்படிங்கிறதே வந்து எல்லாேருக்கும் மறந்து போய் காசுன்னா நாணயம் அப்படின்னு பொதுமக்கள் எல்லாம் கருத ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ காசுன்றது வந்து நாணயத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக அப்படியே தமிழ்நாட்டில் நிலை பெற்று தொடர ஆரம்பிக்குது இந்த காசுன்ற சொல் பொதுமக்களுக்கு ரொம்ப பரிச்சயமான சொல்லாக தொடர்ந்துக்கிட்டே இருந்ததா அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சேக்கிழார் ஏழாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவத்தை அவருடைய பெரிய புராணத்தில் எழுதுறாரு அதில் காசுன்ற சூல் வந்து பயன்படுத்தப்படுது அது என்ன குறிப்பு இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா திருவிழிமிழலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயிலும் இருக்குது அந்த ஊரில் வந்து அப்போ பெரிய பஞ்ச காலம் அந்த பஞ்ச காலத்தில் அங்கே அப்பரும் திருஞான சம்பந்தரும் போகிறாங்க போனவுடனே அவங்க ரெண்டு பேருக்குமே வந்து செலவுக்கே பெருசாக காசு இல்லாத சூழ்நிலை அவங்க வந்து அவங்களை நம்பி இருக்கவங்களுக்கும் செலவு பண்ணணும் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருவேலிமழலை கோயிலில் போயிட்டு வந்து இறைவன் மேலே பதிகம் பாடுறாங்க பாடுறப்போ அவங்க ரெண்டு பேருக்குமே தங்க நாணயத்தை வந்து இறைவன் கொடுக்குறாரு அப்படின்றது தான் அந்த காட்சி அதில் என்னன்னா ரெண்டு பேருக்குமே தங்க நாணயம் கொடுக்கப்பட்டாலும் கூட ரெண்டு தங்க நாணயமும் ஒரே மாதிரியாக இல்லை அப்படின்னு சேர்க்கலா சொல்கிறார் அதுலேயும் அப்போருக்கு கொடுக்கப்பட்ட தங்க காசு சுத்தமானதாக இருக்குது ஆனால் திருஞான சம்பந்தருக்கு கொடுக்கப்பட்ட தங்க காசில் ஒரு சின்னதாக வந்து ஒரு வெட்டு காணப்படுது அது என்ன வெட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இந்தியாவுக்கு ரோமாபுரியிலேருந்து வரக்கூடிய தங்க நாணயங்கள் நிறையா இருக்குன்னா எல்லா தங்க நாணயமே வந்து நல்ல தரத்தோடு இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல தரத்தோடு இருக்க தங்க நாணயங்களை அப்படியே புழக்கத்திலே விட்டுருவாங்க அது வந்து தங்க நாணயங்கள் வந்து மக்கள்கிட்ட புழங்க தரம் கொஞ்சம் குறைச்சலாக அந்த தங்க நாணயத்தை வச்சு கொள்ளர்கள் வந்து வாசி அப்படின்னு ஒரு சின்ன ஊழி வச்சிருப்பாங்க அந்த ஊழியால் ஒரு தட்டு தட்டிருவாங்க அப்படி தட்டுனா அது தங்க நாணயமா மக்கள்கிட்ட புழங்காது மாறா அதுக்கு உலோகத்துக்கு என்ன மதிப்பு இருக்கோ அந்த மதிப்பு மட்டும்தான் அது இருக்கும் அப்படி வாசி கொண்டு அடிக்கப்பட்ட காசா சம்பந்தருக்கு கிடைச்ச காசு இருந்தது ஆனா அப்பருக்கு கிடைச்ச காசு நல்லா இருந்தது அப்படின்னு பதிவு பண்றாரு ஏன் இந்த பாகுபாடுன்னு கேட்குறப்போ அதுக்கான காரணத்தையும் சேக்லார் பதிவு பண்றாரு என்னன்னா திருஞான சம்பந்தங்கிறவர் ஒரு கஷ்டமுமே படாம இறைவனுடைய மகனா இருந்ததுனால அருள் பெற்றவர் ஆனா, அப்பர் அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு தொண்டர் நிறைய தொண்டு செஞ்சு அந்த தொண்டினுடைய மகிமையால் தான் அவர் இறைவனோட அருள் பெற்றாரு அதனால பெத்த பையனாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் மேலே வந்தவர் திருஞான சம்பந்தர் அவருக்கு வாசி இருக்கிற காசையும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்த தொண்டர் அப்படிங்கிறதுனால அப்பருக்கு எந்த ஒரு மாசமே இல்லாத காசையும் இறைவன் கொடுத்தாரு அப்படின்னு சேக்கிலாரு வந்து பதிவு பண்ணுறாரு இந்த மாதிரி இடைக்காலங்கள்லேயும் காசுன்ற சொல் மக்கள் கிட்ட புழங்கின நாணயத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்ததுன்றதுக்கான நிறைய குறிப்புகள் இருக்குது இது வரைக்கும் காசுன்ற சொல் வந்து என்ன அது எப்படி நாணயத்துக்கான சொல்லாக மாறி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் இப்போது தமிழில் இருந்த காசுங்கிற சொல் ஆங்கிலத்துக்கு ஏப்ப போச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்குள்ளே காரடி வச்ச பிறகு அவங்களோட முதல் நாணயசாலையே சென்னையில் அதுவும் இப்போ தலைமைச் செயலம் இருக்க செயிண்ட் ஜார்ஜ் கோட்டில்தான் தொடங்கப்பட்டது அவர்கள் அன்றைய சென்னை மாகாணத்துக்கான நாணயங்களை மட்டும் அங்கே அச்சடித்தாங்க அப்போது தமிழ்நாடு முழுக்க நாணயங்கள் காசுன்ற பெயரில் புழங்கிகிட்டு இருந்ததுனால ஆங்கிலேயர்களும் காசுன்னு தான் அவங்க நாணயத்துக்கு பெயர் வைக்க ஆரம்பித்தாங்க அப்போது காசு அப்படிங்கிற தமிழ் சொல்லை அவங்களால் ஆங்கிலத்தில் எழுத முடியலைங்கிறதுனால அவங்க அதுக்கு இணையாக கேஷ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுனாங்க ஆங்கிலேயர்களுடைய குறிப்புகளின்படி கடந்த ஆயிரத்தி அறநூத்தி ஆண்டுல பொற்கொள்ளர்கள் மூலம் கைகளால் அச்சடிக்கப்பட்ட முதல் கேஷ் நாணயம் தமிழ்நாட்டில் வெளியாகி இருக்கு ஆயிரத்தி ஆண்டுல இருந்து எந்திரங்களை கொண்டு கேஷ் நாணயங்கள் அச்சடிக்கப்பட்டன அப்படிங்கிற குறிப்பும் இருக்கு கேஷின்ற வார்த்தை ஏன் வந்து தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போனோம் ஒருவேளை அது வந்து ஆங்கிலத்தில் இருக்கிற வார்த்தையிலிருந்து தமிழுக்கு வந்திருக்கலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதற்கான ஒரு வலுவான பதிலும் இருக்குது ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலேயர்கள் எந்திரம் மூலமாக வெளியிட்ட காசுகளில் நாணயங்களோட மதிப்பு வந்து சுத்தமான தமிழில் எழுதப்பட்டிருக்கு எப்படின்னா இது ரெண்டரை காசு இது அஞ்சு காசு இது பத்து காசு இது இருபது காசு இது நாற்பது காசு இதெல்லாம் தமிழில் இருக்குது அதற்கு கீழே அதுக்கு இணையாக அவங்க ஆங்கிலத்தில் எழுதுகிறப்போ டூ அண்ட் ஆஃப் கேஷ் ஃபைவ் கேஷ் டென் கேஷ் டுவெண்ட்டி கேஷ் ஃபார்ட்டி கேஷ் அப்படின்னு எழுதியிருக்காங்க இது வந்து ஒரு நீங்கள் டிக்ஷனரியில் வந்து தமிழில் அர்த்தம் ஆங்கிலம் அர்த்தம்னு பார்க்குற மாதிரி நேரடியாகவே மேலே தமிழ் இருக்குது தமிழோடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு உதாரணமே தமிழுடைய காசுன்ற வார்த்தையை வச்சு தான் ஆங்கிலத்தில் வார்த்தை உருவானது அப்படின்னு நிறுவதுக்கு ரொம்பவே போதுமானது இப்படி ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் காசுன்ற வார்த்தையை கேஷ்ன்னு பயன்படுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது தமிழகத்துக்குள்ள வந்து ஆட்சி செஞ்ச பிற ஐரோப்பிய அரசர்களும் கூட இந்த காசுன்ற வார்த்தையை எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க உதாரணமாக டேனிஷ்காரர்களுடைய நாணயத்தில் கேஷ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒன் காஸ் டூ காஸ் ஃபோர் காசு அப்படிங்கிற நாணயங்களில் கேஏஎஸ் அப்படிங்கிற ஸ்பெல்லிங்கோடு காணப்படுது இதே மாதிரி ஒரு முறை புதுச்சேரி வந்து டச்சுக்காரர்களோட ஆதிக்கத்துக்கு கீழே வந்தது அப்போது அவங்க வெளியிட்ட நாணயத்தில் அவங்க புது காசு அப்படின்னு இதன் மூலமாக ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஏற்கனவே புதுச்சேரியில் வெளியிட்ட நாணயத்தோட பேர் காசு அப்படிங்கிறதும் அந்த காசுக்கு மாற்றாக இவங்க புதுசாக இந்த காசு நாணயத்தை வெளியிட்டாங்கன்றதும் இந்த நாணயத்தினுடைய எழுத்துக்கள் நமக்கு தெரிய வருது ஃப்ரெஞ்சுக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆவணங்களில் அவங்க நாணயத்தோட பேர் காட்சி அப்புடின்னு காணப்படுது ஆனால் நாணயங்களில் அவங்க காட்சியான்னு எழுதலை இருந்தாலும் கூட அவங்க நாணயங்களில் தமிழ் எழுத்து காணப்படுது எப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்து அவங்க நாணயங்களில் அவங்க ஊர் பேரை புதுச்சேரி காரைக்கால் அப்படின்னு தமிழில் தான் எழுதுனாங்க இப்படி காசுன்ற வார்த்தை எப்படி ஆங்கிலத்துக்கு போச்சு எப்படி ஃப்ரெஞ்சுக்கு போச்சு எப்படி டச்சுக்காரர்கள் அதை எடுத்துக்கிட்டாங்கன்றதுக்கு நம்மக்கிட்ட ஆணித்தரமான ஆதாரங்கள் இருக்குது கேஷின்ற வார்த்தையினுடைய மூலச்சொல் எந்த மொழியிலேருந்து வந்தது அப்படிங்கிறதுக்கு வேற எந்த மொழிக்காரர்களிட்டக்கே ஒரு ஆதாரமும் இல்லாத நிலைமையில் தமிழகத்திடம் நிறைய ஆதாரங்கள் இருந்தும் கூட கேஷுங்கிறது தமிழ் சொல் தான் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் மேற்கத்திய உலகம் ஏற்றுக்கலை அப்படிங்கிறது ஒரு கசப்பான உண்மை இது அகராதியில் இருந்த விளக்கம் பாருங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே மாதிரி ஃப்ரெஞ்சுலேருந்து போச்சு லத்தீன்லேருந்து போச்சு தான் எழுதியிருக்காங்க இது ஒரு ஆன்லைன் அகராதியில் இருக்கிற விளக்கம் இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து ஃப்ரெஞ்சுலேருந்து போச்சு லத்தீன்லேருந்து போச்சு அப்படின்னு தான் இவங்க தொடர்ந்து கேஷின்ற வார்த்தையை ஒரு ஐரோப்பிய வார்த்தைன்னு நிறுவ போராடுறாங்க ஆசிய கண்டத்துக்கு அதோடைய பெருமை கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இதனால் தமிழுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து அநியாயமாக தடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன நண்பர்களே தமிழ் மொழிக்கு எவ்வளவு பெரிய அநீதி அழைக்கப்பட்டுகிட்டு எவ்வளவு பெரிய பெருமையை தமிழ் இழந்துகிட்டு இருக்கு அப்படின்னு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் மற்ற மொழிகளில் கேஷுங்கிற சொல்லுக்கான மூல என்று சொல்லக்கூடிய நேரான மூலச்சொல் எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து அவங்க சொல்லக்கூடிய மூலச்சொல் எல்லாமே வந்து காசையை குறிக்கக்கூடிய சொல்லே கிடையாது அதெல்லாம் வந்து பாக்ஸ் பெட்டியை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு பெட்டியை குறிக்கக்கூடிய சொல்லை காமிச்சு இதன் மூலமா தான் காசையை குறிக்கக்கூடிய கேஷ்ங்கிற சொல் வந்ததுன்னு அவங்களும் சொல்றாங்க அகராதிகளும் அதை நம்பி போட்டுக்கிட்டு நம்மளும் வாயை மூடிட்டு அமைதியா இருக்கும் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல மிக முக்கியமாக வெளிநாடுகள் இருக்கக்கூடிய உங்களுக்கும் தெரியும் இந்த ஆதாரங்கள் உங்களுக்கும் தெரியும் இந்த நான் என் கையிலிருந்து உங்க கையில் இந்த பொறுப்பை கொடுக்கிறேன் அகராதிகள் சேர்க்கிறாங்க நீக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் புதிய அடிப்படையாக புதியவோ செய்யறாங்க அதனால இந்த வீடியோவை ஆங்கிலம் பேசக்கூடிய மக்கள் கிட்ட முதல்ல பாருங்க ஒரு நாணயம் இருக்கு மேல தமிழ்ல காசு ஒரு சின்ன பெருமைக்கப்பட வேண்டும் முக்கியமான வேண்டுகோளா இருக்கு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரக்கூடிய நண்பர்கள் தமிழ் வேர்டு காஷ் அப்படிங்கிற ஒரு குறியீட பயன்படுத்துங்க ஏன்னா இதன் மூலமா தான் எவ்வளவு பேர் இதை பதிவிட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வருது அப்படிங்கறத நம்ம டிராக் பண்ண முடியும் இது ஒரு சின்ன ஒரு தொடக்கமாக நீங்க எடுத்துங்க இந்த மாதிரி தமிழர்களும் தமிழ் மொழியும் இழந்த பெருமைகள் வந்து கொட்டி கிடக்கு அது ஒன்று ஒன்னையும் ஆதாரபூர்வமாக ஆவணப்படுத்தி மீட்டமைக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இணைய சமூகத்திலேயே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நமக்கு நிறையவே இருக்கு அந்த பொறுப்பை உணர்ந்து நம்ம செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு நினைக்கிறோம் தமிழின் பெருமை தான் தமிழர்களின் பெருமை தமிழுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் தான் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம் அதனால ஒன்றிணைவும் போராடும் தமிழுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பெருமைகள்ல ஒரு சின்ன பகுதியையாவது மீட்டெடுக்க தொடங்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது பயிற்று படைப்பகத்துடன் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லை பண்ணுங்க